அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திவேன் எனர்ஜி ஹீலிங் திருப்பில இருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பத்தி தான் பாக்க போறோம் மிதன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது ராகு பகவான் ரிஷப வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா விருட்சகு வீட்டுல இருக்கக்கூடிய கேது பகவான் துர்லாமுக்கு வராரு எப்பவுமே வந்து மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் தான் வரும் ராகு கேது மட்டும்தான் எப்படி இருக்கு பேர் எப்படி இருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நான் சொல்றேன் கவனமா கேளுங்க ராகு கேது வச்சு மட்டும் சொல்ல முடியாது சனி பகவான் எட்டுல இருக்காரு குரு பகவானும் வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறனால மற்ற கிரகங்களையும் சேர்த்துதான் உங்களுக்கு வந்து இந்த பலனை நான் சொல்ல போறேன் இந்த ஒன்றை வருட காலம் வந்து எப்படி இருக்க போகுது உங்களுக்கு மிதனராசிக்கு பொதுவாகவே மிதனராசிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அதிகம் இரட்டிப்பு குணம் இருக்கும் உங்களுக்கு அதனால இரட்டை சிந்தனைகள் இருக்கும் அதிகமான சிந்தனைகள் யோசனைகள் நிறைய கவிதை எழுதுறவங்க நிறைய பேச்சாற்றல் மிக்கவங்க மீடியால வந்து ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிதனராசில வந்து அதிகப்படியா இருப்பாங்க அதாவது புத்தி கூர்மை அதிகம்ங்க எந்த விஷயம் கொடுத்தாலும் சரி இவங்களோட டேலண்டை வச்சு நீங்க உங்களோட டேலண்டை வச்சு எதுனாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க சாதாரணமா முடிச்சுட்டு போயிடும் மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த முடிப்பாங்க அப்படின்னா நீங்க சாதாரமா முடிச்சுட்டு போயிடுவீங்க நீங்க எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான் ஹார்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்லாம் எப்படி பண்ணி நம்ம எப்படி வின் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதாவது மிதனராசிக்கு மட்டும்தான் அந்த போல்ட்னஸும் அந்த திறமையும் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா புத்தி கூர்மை அதிகம் எங்கே போனாலும் சரி இவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரங்களுக்கு ஏன்னா அதுல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் மிருகசீஷம் திருவாதிரை இருக்கு அதனால இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இந்த டோட்டலாக மிதனராசிக்கு ராகுக்கியது எப்படி இருக்குன்னு சொல் சொல்ல போகிறேன் இப்போ நான் கேட்டுக்கோங்க மிதனராசி ஆல்ரெடி வந்து ஏற்கனவே இப்ப ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மனவேதனைகள் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால கவலைப்படாதீங்க இனி கவலை வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தனால பெரிய ரிலீஃபுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ராகுக்கேதுனாலதான் உங்களுக்கு பெரிய லீஃப் சனினால கிடையாது சனி எட்டுல தான் இருக்காரு சில பேருக்கு ராஜயோகத்தை குடுப்பாரு அதாவது பணத்தை குடுப்பாரு உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல விபரீத ராஜயோகம் கண்டிப்பா வரும் ஆனா அது மூலியமா மன கஷ்டங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் எந்த விஷயமா டிலே ஆகிறது அதாவது டிலே பண்ணி உங்களுக்கு வர வரும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிடாது அதே மாதிரி உங்களுக்கு டிசீஸ் உடம்புல இப்ப வந்து வழி வேதனைகள் பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா சில கோயில்களை பத்தி சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க பின்னாடி அந்த கோயில உங்களுக்கு கொடுப்பேன் அதுக்கு போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரெமிடி நிச்சயம் அந்த வீடியோ வந்து இப்ப ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது என்னென்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது அதாவது நைட் வந்து அன் தான் நீங்க தூங்குவீங்க சரியான அந்த தூக்கம் கூட உங்களுக்கு இருக்காது அதனால நைட் வந்து தூக்கம் ஃபர்ஸ்ட் கெடும் அடுத்து சாப்பாடு நிம்மதியோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு மாட்டீங்க இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது போக சொல்லக்கூடிய உறங்கக்கூடிய இடம் சிந்தனைகள் பலவிதமான சிந்தனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பன்னிரண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அது சுப விலை சுப விரயங்களை மாத்திக்கோங்கன்னு சொல்லி போன நான் சொல்லியிருப்பேன் ராகுக்கேது பயிற்சி கண்டிப்பா இந்த வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சுபவிர மாத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிசன் செலவு மத்த பிரச்சனைகள் தேவையில்லாத செலவுகள் வந்து ஒண்ணு தவறு கிடையாது இப்போ இனி பிரச்சனை இல்ல நீங்க விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் இது அதாவது விட்டது என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப மீட்பீங்க ஒரு எப்படி சொல்றதுனா மிக அருமையான டைம்னு சொல்லலாங்க மிதனராசிக்கு கவலையப்படாதீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் எடுத்தாலும் என்னங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துகள் பூர்வீக பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது பதினோராம் இடத்துக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது எப்படி என்ன பண்ணுவாருன்னா லாபங்கள் தொழில் மூலிமா முன்னேற்றங்கள் லாபங்கள் திடீர் யோகம் திடீர் நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது அதாவது ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் போவீங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அப்ராடு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து எப்படி போவீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள கண்டிப்பாக இதை ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் மிகப்பெரிய ஒரு போல்ட்னஸ் தான் நீங்கள் மிதனராசிக்காரங்க ரொம்ப திறமைசாலி திறமைகள் அதிகம் புத்தி கூர்மை அதிகம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த ஸ்மார்ட் ஒர்க் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க வந்து ஏர்ன் பண்ண போறீங்க இழந்ததெல்லாம் இழந்ததை விட மீட்கக்கூடிய காலகட்டம் இது அதாவது பொருளும்தாலும் சரி இழந்த பொருளா இருந்தாலும் சரி இடந்த இடமா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மீட்டுருவீங்க அது கவலையப்படாதீங்க அது இடம்னா இடம் வாங்கக்கூடிய காலகட்டம் வீடு கட்டக்கூடிய காலகட்டம் தான் இது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்க எடுப்பீங்க அதாவது மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து நீங்க பாக்க போறீங்க மிதனராசிக்காரங்க அதனால கவலைப்படாதீங்க ஆனா பிரச்சனைகள் வந்து இன்னும் இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு முடியாது கொஞ்சம் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து தடவை முயற்சி பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும் நீங்க ஒரே அட்டம்ல நீங்க வின் பண்ணி வின் பண்ணி நீங்க பழக்கமானவங்க மிதனராசிக்காரங்களா ஃபஸ்ட் அட்டம்ல போய் ஜெயிச்சிடணும் வின் பண்ணிடணும் அதுக்குண்டான முயற்சி வந்து எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட் நீங்க போடுவீங்க வின் பண்ணிடுவீங்க ஆனா இந்த டைம்ல எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் டிலே ஆகிதான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அதனால நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்க செய்யறது நல்ல விஷயம் நீங்க என்ன சாமி கும்பணும்னு பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்தை அதாவது முனீஸ்வரன் கருப்பணசாமி மதுர வீரன் மாசாணி அம்மன் இந்த மாதிரி கடவுள்களை வந்து நீங்க கும்பிடக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எதிரிகள் எல்லாம் பிரச்சனை மறைமுக எதிரிகளால் பிரச்சனை உடல் ரீதியான தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வலக்கு, சண்ட கோட் கேஸ் பிரச்சனை இது எல்லாமே நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதனால கண்டிப்பா வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதுல இருந்து ரெமிடி ரிலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்க கும்பிடணுங்க எப்ப போய் வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை இல்ல பௌர்ணமிக்கு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த கோயில்ல எப்போன்னு கேட்டுக்கோங்க ஆனா அமாவாசை பௌர்ணமி தான் ரொம்ப காவல் தெய்வத்துக்கு சிறப்பு அந்த டைம்ல போய் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி நில தகரா இருந்தாலும் சரி வரக்கூடிய பணமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா வந்து உங்களால வின் பண்ண முடியும் கண்டிப்பா வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஆனா மனசை மட்டும் விட்டுறாதீங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க பயப்படுத்த அஷ்டம சனி அஷ்டமசனின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து அனுபவிக்க போகும்போது தான் இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த அனுபவிச்சுட்டு இருக்கிறது மூலியமா தெரியும் இதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு ராகு தசையோ இல்ல சனி தசையோ இல்ல கேது தசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கிரிட்டிகலான டைம்னு அர்த்தம் இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து மீண்டும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அதுவும் நான் சொல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அதாவது மேஷத்துல இருந்து மீனும் வரைக்கும் தான் லக்கணம் இருக்கும் எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க வரிசையான எல்லா ராசிக்கு உண்டான லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் சொல்றேன் மிதன ராசி மிதன லக்கணத்துக்கும் இந்த பலன்கள் போய் சேரும் அதனால எந்த லக்னம்னு சொல்லி உங்களுடைய ஜாதக புக் எடுத்து பாருங்க சப்போஸ் நீங்க ஜாதகம் பாக்கணும் கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க பாத்திரலாம் அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தசை வந்து ராகு தசை கேது தசை சனி தசை இருக்க கூடாது ரொம்ப டிலேட் ஆகும் பிரச்சனை இன்னும் பெருசா ஆகும் உங்களால எப்ப இது முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எட்டுல அஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் மன பிரச்சனைகள் குழப்பங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் டிலே ஆகிதான் நடக்கும் அதனால பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகப்படியா வரும் இந்த திசைகள் இருந்தா அதனால ஜாதகம் எடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன திசைட்டு இதே குரு திசை புதன் திசை சுபர்களுடைய திசை உங்க லக்கணத்துக்கு அதாவது நல்லா கேட்டுக்கோங்க உங்க லக்கணத்துக்கு சுபர்களுடைய தசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பா வராத பணம் கூட வரும் இழந்ததெல்லாம் மீட்பீங்க அது வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரத்தை வச்சுதான் நம்ம பார்த்து சொல்ல முடியும் லக்கணம் எப்படி இருக்காரு லக்கண புள்ளி எங்க இருக்கு லக்கணாதிபதி எப்படி இருக்காரு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத சொத்தி சொல்லிடலாம் நம்ம சொத்து பிரச்சனை அப்படின்னா நான்காம் இடம் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும் சுகஸ்தானத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் ஐந்தாம் இடம் பூர்வீகத்தை உங்கள் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை பார்த்து சொல்லிடலாம் பாக்கிஸ்தானத்தை வச்சும் சொல்லிடலாம் அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க நான் சொல்லக்கூடிய எல்லா வழிபாடும் நீங்கள் வரிசையாக பண்ணிட்டு வாங்க என்ன டைம்லன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் அந்த நாளில் வந்து நீங்கள் போய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லாங்க சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் பிரச்சனைகள் கொடுக்குது ஒரு ஒன்றரை வருஷம் பொறுத்துக்கோங்க எப்படியோ பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கேது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு டைரெக்டா ஐந்தாம் பார்வையே பார்த்தாங்க பாத்துட்டு இருக்காங்க இப்ப அதுவும் உங்களுக்கு அட்டகாசம்தான் இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்துக்கே வரும்போது பத்தாம் இடம் கர்மஸ்தானமும் சொல்லுவோம் தொழில் ஸ்தானமும் சொல்லுவோம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவோம் லக்னத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய தொழில வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான ஒரு ஒரு பயணம் தொழில் ரீதியான ஒரு பயணம் வந்து செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு தொழில் மாற்றங்கள் நீங்க செய்யற தொழில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நீங்க பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு தொ தொழில் இரண்டாம் இட குரு பகவான் பார்ப்பாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்ப்பாரு நல்லா வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இந்த பீரியடு வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஒரே சின்ன மைனஸ் என்னன்னா எட்டுல வந்து சனி இருக்கிறது மட்டும் தான் அது கூட உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அது என்னன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை வச்சுதான் நம்ம அதையுமே கணிக்க முடியும் நம்ம சாதாரணமா இந்த தசை வருது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஜென்டரல் பர்பஸ் இது கருமாவு கொடுக்கக்கூடிய தசைகள் தான் நான் சொல்றது ராகு திசை கேது திசை சனி திசை இதெல்லாம் கருமாக்கள் கொடுக்கக்கூடிய ச தான் அதனால இந்த திசையில நம்ம போய் மாட்டியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து வர முடியாது படிப்படியா மீண்டு வர முடியும் ரெமடி உங்களுடைய தெரியும் அதனால உங்க ஜாதகத்தை பக்கத்துல ஏதாது இருந்தாலும் எடுத்துட்டு போய் காட்டுங்க தவறு இல்ல சப்போஸ் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து மிதன ராசிக்கு வந்து இரண்டாம் தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு நான்காம் சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் அப்ப இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியோட தான் இப்ப நீங்க திரும்பி வந்து நிக்க போறீங்க கண்டிப்பா அது எந்த விதமான மாற்றங்களும் இல்ல எட்டுல சனி இருக்கிறனால என்ன சொன்னா எல்லாமே ஒரு விஷயத்த எடுக்கும் போது டிலே ஆகும் தான் சொல்லிருக்கேன் தவிர நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது மைனஸ்ல போகும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா ராகு கேது இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்காங்க ராகுபகோனம் கேது அதனால ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஜனனகால ஜாதகத்துல உங்க ராகுக்கேது எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இது யோகத்தை கொடுக்குமா இல்லை பாதகத்தை கொடு கொடுக்குமா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும் அதனாலதான் நான் சொல்றேன் உங்க ஜாதகத்தை எடுத்தும் நீங்க எடுத்து பாருங்க நாளைக்கு சொல்ற விஷயம் உங்க ஜாதகத்துல இருக்குதான்னு பாருங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு உங்களுக்கு அவர் பாதகாதிபதியா இருந்தாலுமே நன்மைதான் கவலையப்பட தேவையில்லை ஏன்னா இரண்டாம் இட தனஸ்தானத்தையும் நான்காம் இட சுகஸ்தானத்தையும் ஆறாம் இட ருடரோக சத்துருஸ்தானத்தையும் பாக்குறாரு அதனால கடன் பிரச்சனைல இருந்து மீண்டு வருவீங்க படிப்படியா மீளுவீங்க வண்டி வாகனங்கள்லாம் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பா அமையும் இந்த இந்த வருஷத்துல வந்து புதுசா நீங்க வந்து பழைய கார் வச்சிருந்தீங்கன்னா போட்டுட்டு புது கார் வாங்கக்கூடிய அமைப்பு டூ வீலர் இருந்தா போட்டுட்டு நீங்க டூ வீலர் வாங்குவீங்க இடம் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த டைம் வந்து சேருங்க கண்டிப்பா வந்து பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருடம் வந்து நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் அதுகாட்டி உங்களுக்கு சனி பயிற்சியும் வந்துரும் சனிப்பயிற்சி வந்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்கும் சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம் எனக்கா சனி பகவான் எட்டாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருப்பாரு இனி வந்து டிராவல் பண்றது ஒன்பதாம் இடம் அனைத்து விதமான பாகிங்களும் செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்ப இது நாள் வரைக்கும் தொந்தரவு கொடுத்த உடல்நிலையும் சரி எல்லாமே வந்து மாறும் மாறுபடும் அதனால கவலையப்படாதீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க ஆனா இனி இருக்காது அந்த சிரமங்கள் இருக்காது ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேல வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அதனால அந்த தெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அது வீட்லயே நீங்க வழிபாடு பண்ணுங்க விலைக்கேற்றி ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி போட்டு உங்க வீட்லயே வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம் உங்க குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்க இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் நிச்சயம் வெற்றினே நம்ம சொல்லலாம் இந்த 2022 தௌசண்ட் டுவெண்டி டூல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க கவலையப்படாதீங்க ஆனா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு டிலே பண்ணி கொடுப்பாரு அதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமும் சனிதான் ஏன்னாக்கா கருமாவை கொடுக்கறது அவர் தானே வினை பையனை வந்து இப்ப இப்ப நம்ம அனுபவிச்சாணும் இல்லைங்களா அது மிதனத்துக்கு இல்ல இப்ப மேஷத்துல இருந்து அஷ்டமசனியை அனுபவிச்சிட்டாங்க மேஷம் ரிஷமா அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க அஷ்டமசனி எப்படிங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருமாவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏழரை சனி ஆகட்டும் அஷ்டம சனி ஆகட்டும் அந்த ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர் ரெண்டரை வருஷமே கொடுத்துருவாரு ஏன்னா அந்த கருமாவை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ட்டு இதை அனுபவிச்சு முடிச்சு இந்த சனி பகவான் கரெக்டா நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு உங்களுக்கு கனவுகள் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேற்ற விஷயம் இதெல்லாம் சனி பகவான் செஞ்சுட்டு தான் போவாரு நீங்க அதனால கவலையப்பட தேவையில்லை உங்களுக்கு நல்லதும் நடக்கும் அதனால இந்த சனி பகவான் மூவ் பண்ணி கரெக்டா ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ சாதனை படைக்கணும்னு நினைச்சோம் சில பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் சாதனையாளர் ஆகணும் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சயின்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க நிறைய ஆராய்ச்சியாளர் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது டெப்த் ஒரு விஷயத்தை எடுத்த அதுக்குள்ள என்ன டெப்த்து எப்படி இதுக்குள்ள நம்ம போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்த என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பூர்வமும் சயின்டிபிக்காவும் இவங்க தெரிஞ்சுக்கூடியவங்கதான் மிதனராசிக்காரங்க சும்மா ஓரளவுட்டாங்க மிதராசிக்காரங்க பொறுத்தவரைமே ஓரளவுங்க அதை இன்டெப்தா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பா அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி எடுப்பாங்க அதுல வந்து அவங்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் இந்த விஷயம் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ட்டு கண்டிப்பா புரிதல் இருக்கும் ஆன்மீக நாட்டம் வந்து கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையோட பாடத்துலதான் அவங்களோட மிதனராசிக்காரங்க பிறந்த ஜாதகத்தை வச்சுதான் அவங்களுடைய ஆன்மீக பயணம் எப்படி போயிட்டு இருக்கு நிறைய பேரு ஜோதிடம் பாக்குறவங்களும் மிதனராசிக்காரங்க தான் பேங்க்ல ஒர்க் பண்ற ஆடிட்டிங் எல்லாமே வந்து மிதன ராசிக்காரங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க கேல்குலேட்டிவ் மைண்ட் நல்ல திறமைசாலியா இருப்பாங்க எந்த விஷயம் எப்படி பண்ணணும் எங்க பண்ணனும் யார் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க பார்க்கும்போதே ஒருத்தர் பார்க்கும்போதே கணிச்சிருவாங்க இவங்க இந்த கேரக்டர் தான் அந்த மிதனராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இந்த டேலண்ட் வந்து இயல்பாவே இருக்கு அவங்க உடல் உடல்ல வந்து இயல்பாவே அவங்களோட அமைப்பு அவங்களோட அமைப்புன்னு சொன்னா தெய்வத்தோட அனுகிரகம்னு சொல்லலாம் ஏன்னா புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் குருவே இல்லைங்க புதனுக்கு யாரும் கற்றுக்டுக்கல எந்த விஷயமே அது வந்து பிரபஞ்சம்தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவருக்குன்னு ஒரு குரு இருந்தாங்க ஆனால் பிரபஞ்சம் தான் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது சிவன் அவங்கள்தான் இவங்களை வழி வழி நடத்தினரே புதன் பகவான அதனால் வந்து புதன் வந்து எதுவுமே இல்லை நிராயுத அதாவது ஒன்றுமே கையில் இல்லை அப்படின்னா கூட இவங்களோட திறமையும் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வச்சு கண்டிப்பா இவங்க வந்து ஏன் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க ஆனா நேர்மையான வழியில மட்டும்தான் நம்ம சம்பாரிச்சா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அதுல தப்பான ஒரு வேலைகள் செஞ்சு தப்பான ஒரு திட்டுக்கள் போகும்போது அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் மாட்டுவீங்க அது தப்பு தவறு அதுலயும் வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் மூவ் பண்ணுவாங்க அதாவது கொள்ளடிக்கிறது சரி நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுற விஷயம் பொய் சொல்ற விஷயம் இதெல்லாம் இருக்கு அடங்கி இருக்கு இந்த மிதன ராசிக்காரங்களே அது தவறான விஷயத்த தவறான நபர்களை நம்ம எடுத்துக்க வேணாம் ஆனா அது வந்து கருமால போய் சேரும் அதாவது அந்த தண்டனை வந்து அவங்க அனுபவிச்சிருவாங்க நான் சொல்றது பாசிட்டிவா இருக்கிறவங்க நேர்மையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அதுல வந்து திறமை திறமைசாலியா வந்து ஜெயிச்சு காட்டுறவங்களதான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து இவங்க வின் பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையில வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து துவண்டு போக மாட்டாங்க ஒரு அடி கீழே விழுந்தாலும் ரெண்டு அடி எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு மிதன ராசிக்காரங்களுடைய திறமை கண்டிப்பா சாதாரணமா இவங்களை நம்ம இட போட்ட முடியாது பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க அவங்களோட திறமை வந்து அவங்க கூட இருந்தா மட்டும்தான் அவங்களோட டேலண்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் மிதனராசிக்காரங்க அந்த அளவுக்கு பிரில்லியண்டும் மோம் அதாவது புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை ரொம்ப ரொம்ப அதிகம் மற்றவங்க கிட்ட இருக்கிறத விட இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால சில பேர் அதுல தற்பெருமையாவும் இருப்பாங்க அது ரொம்ப தவறுன்னு நம்ம சொல்லணும் எல்லாருமே சமம் இதுல நீ பெரியவேன் நான் பெரியவேன் அப்படின்ட்டு ஆனா இவங்களுடைய புத்திசாலித்தனம் மற்ற கிரகத்தை விட நான் உங்களுக்கு ஸ்பெஷலா நான் சொல்லிட்டு இருக்கேன் மிதன ராசிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்ணிராசியும் அப்படிதான் கன்னிராசியும் கன்னி வந்து புதனோட வீடு இல்லைங்களா புதன் உச்சமடைகிற வீடு அவங்களும் இருந்தாலும் மிதன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய பார்த்த உடனே ஒருத்தரை பத்தி கணிக்கக்கூடிய விஷயம் எந்த ராசிக்குமே கிடையாது ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் இருக்கு அது மிதன ராசியும் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் உங்களுக்கு என்னென்ன புரியும் என்ன லக்கணம்னு எடுத்து பாருங்க என்ன தசா புத்தி அந்தரம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மாதிரி நான் சொல்ற மாதிரி லக்கணத்தை வச்சு என்ன லக்கணம் ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கும் சொல்லும் நீங்க அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹிலிங் திருப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்